வணக்கம் கலைச்சல்வி மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி பகவான் வராருங்க சனி பகவான் அப்படின்னாவே நீதிமான் மகர லக்னத்தில் உள்ள அனைவருமே கரெக்டா நடந்துக்கணும் நேர்மையா இருக்கணும் மக்களுக்கு செய்யணும் இல்லாதவங்க இயலாதவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மனதில் இருக்கும் அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட தகுதிக்கு மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவியா இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பாளியா இருப்பாங்க உழைப்பாளியா இருப்பாங்க நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பொது தொண்டு இறங்கி வேலை செய்யறவங்களா இருப்பாங்க மகர லக்னக்காரங்க ரொம்ப சுயநலமா இருக்க மாட்டாங்க மகர லக்னம் பொதுவாவே பாத்தீங்கன்னா சுயநலமே இருக்காது மகர ராசியும் அப்படிதான் மகர லக்னமும் அப்படிதான் மத்தவங்களுக்கும் உபயோகப்படுற மாதிரி தான் அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் இருந்தா வேறுபடும் ஆனா நான் சொல்றது லக்னத்துக்கு தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இது பொது தான் வாட்ச் பண்ணிட்டே வாங்க லக்னத்துல இருந்து சனி பகவான் எந்தெந்த வீட்டுக்கு டிராவல் பண்ண என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத நம்ம பாக்க போறோம் இப்ப மகர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்லிட்டேன் உழைப்பாளி வேலை செய்வாங்க இறங்கி வேலை செய்வாங்க கஷ்டங்கள் நிறைய விஷயங்கள் கஷ்டங்கள் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம்தான் வெற்றி காணுவாங்க அதாவது முதல் பாகம் வந்து கஷ்டம் இரண்டாவது பாகம் அதாவது அபவ் தேர்ட்டி தேர்ட்டி மேல பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறும் அவங்க கஷ்ட காலங்கள்லாம் முடிஞ்சு ஒரு பொண்ணான காலமா மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இருந்தாலும் அவங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கணும் மகர லக்னம் பொதுவான விதியை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இப்போ சனி பகவான நீதிமான்னா கரெக்டாக தான் பேசுவாங்க அவங்க கிட்ட எதுவும் தப்பாக பேசக்கூடாது தப்பான வார்த்தைகள் உபயோகிக்க கூடாது யார் மேல தப்பு சரி அப்படின்றத அவங்க வந்து தீர்மானிப்பாங்க அவங்க பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அதாவது ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் நாட்டாமை இந்த மாதிரிலாம் இருப்பாங்க பாருங்க அது ஆளுக்கு தகுந்த மாதிரி சில இடத்துல பேசுவாங்க ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசணும் நியாயம்னா கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க அதில் வந்து மகர லக்னமும் இருக்கும் கூட இந்த நாட்டாமை கூட சொல்றேன் அந்த நாட்டாமையா இருந்தா சூரிய பகவான் தான் நாட்டாமை மகர லக்னக்காரங்களா எடுத்து சொல்றது மகர லக்னக்காரங்களா இருப்பாங்க மகர லக்னத்திலே சனி இருக்குது அப்படின்னா சனி பகவான் வந்து ஒரு நீதிமான் நான் சொன்ன மாதிரி கஷ்டவாளிகள் உழைப்பாளிகள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில அவங்க ஜெயிப்பாங்க உடனே ஈஸியாக அவங்க வந்து ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியாது டைரக்டா போய் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ஒவ்வொரு படிக்கட்டுகளா ஏறிதான் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க அந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க அதாவது முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்கும்போது சிறு வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அவங்க வீட்லேயும் கஷ்ட சூழ்நிலை இருந்திருக்கும் வீட்டுக்கோசம் அவங்க தியாகம் பண்ற மாதிரி படிப்பை தியாகம் பண்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணி அவங்க வந்து குடும்பத்துக்கோசம் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வரவங்கள்தான் இருப்பாங்க அது மகர வீட்டில் சனி பகவான் இருந்ததுனா அடுத்தது கும்ப வீட்டுக்கு இருந்ததுன்னா அது பயங்கரமான ஸ்மார்ட் ஒர்க்குங்க புத்திசாலின் தினமும் கூட அதுதான் நல்ல பிரில்லியண்ட்டுன்னு சொல்கிறேன் நான் கும்பத்தில் சனி இருந்தது நல்ல பிரில்லியண்ட் ஸ்மார்ட் மூவ் ஹார்ட் ஒர்க் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்லேயே ஸ்மார்ட் ஒர்க்லேயே ஜெயிச்சுட்டு போகக்கூடிய ஹம்சம் வந்து கும்ப லக்னம் அதாவது கும்ப வீட்டில் சனி இருந்ததுன்னா அந்த படம் மீன வீட்டில் சனி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு காலேஜ் பிரின்சிபலோ காலேஜோட நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ந்து நிப்பாங்க சனி இருக்கும்போது அதனால தைரியம் வந்து அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் வந்து இவங்களுக்கு இயல்பாவே அதிகமா இருக்கும் மகர மகர லக்னக்காரங்களுக்கு வந்து இயல்பாவே அது விஷயம் இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல சனி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நீச்சம் அப்ப வலு இழக்கும் போது என்ன நடக்குது செவ்வாய் வீட்டுல செவ்வாய் வீட்டுல இருக்கும் போது வலு இழந்தாலுமே நான்காம் இடத்துல இருக்காரு எந்த ஆயிடுச்சு அந்த நீச்ச கிரகம் வந்து நாலாம் இடத்துல அதாவது மகர லக்னத்துல இருந்து மேஷ வீட்டுல வந்து உங்களுக்கு சனி பகவான் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு ஆளா இருக்க கொடுத்துக்கணும் வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு ஆளானா பிசினஸ்ல ஜெயிச்சு வரக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்றது ஒரு இண்டஸ்ட்ரிய நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இது வந்து மகர லக்னக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்கும் அடுத்து ரிஷபத்துக்கு ரிஷபத்துல சனி இருந்த என்ன பலன் ரிஷபத்துல ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆடம்பரமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை பிள்ளைகளால சந்தோஷம் பிள்ளைகளால பெருமை ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் முன்னோர்கள் ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய இடமும் ஐந்தாம் இடம் அந்த ஐந்து குண்டான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் அதாவது ஐந்து கிரகம் வந்து சுக்கர பகவான் சுக்கரன் வீட்டில் சனி இருக்கும்போது ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ அதே வந்து மிதன வீட்டில் சனி பகவான் இருந்தாருன்னா என்ன பலன் பொதுவாகவே வந்து லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது அப்ப எதிரிகளால் பிரச்சனை வம்பு வழக்கு இது எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு எப்பவுமே அஹ் ஆரம்பத்தில இருந்து முடிவு வரைக்கும் இவங்களுக்கு எதிரிகளால பிரச்சனை இருக்கும் அதுல வின் பண்ணி ஜெயிச்சு வருவாங்க அது ஆறாம் இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா எதிரிகளே இவங்க பார்த்து பயந்து ஓரளவுக்கு எல்லாம் இருக்கு ஏன்னா சனி அங்க உட்காந்துட்டாரு இல்லை ஆறாம் இடத்துல இருந்த சிறப்பு லக்னாதிபதி வந்து மறைஞ்சது அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் அஹ் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் அது வந்து பாத்துக்கணும் அதே மாதிரி ஏழாம் இடம் அதாவது கடக வீட்டுல சனி பகவான் இருந்தாரு அப்படின்னா என்ன பலன் அப்படின்னா டைரக்டா லக்னத்தையே பாக்குது அப்ப தன் லக்னத்தை பார்க்கும் போது இதே மாதிரி நீதி நேர்மை நாணயம் கம்பீரமான தோற்றம் அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்திருப்பாங்க அவங்களுடைய காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அந்த மிடில் ஏஜ் அதாவது தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி அந்த மிடில் ஏஜ் வர வரைக்குமே ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டிருப்பாங்க உடைச்சிருப்பாங்க அதுக்குண்டான பலன்கள் அவங்களுக்கு நிறைவே கிடைச்சிருக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அது முழுமையான ஒரு பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அது சூரியன் வீட்டில் சனி சிம்ம வீட்டில் சனி பகவான் இருந்தால் என்ன பலன் அதான் ஆறு எட்டு பன்னெண்டுல மறை கூடன்னு சொல்லி எட்டாம் இடத்துக்கு வரும்போது சனி பகவான் வரும்போது என்ன பலன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் அதன் மூலயமா உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுறது ஆக்சிடென்ட் ஏற்படுறது கை கால் பிரச்சனை இது எல்லாமே வந்து அந்த எட்டாம் இடத்துல சனி இருக்கும்போது வருங்க அதே மாதிரி கண்ணி வீட்ல சனி பகவான் இருந்தா என்ன பலன் டீச்சிங் லைன்ல இருப்பாங்க நல்ல பிரில்லியா இருப்பாங்க ஸ்மார்ட் ஒர்க் தான் அவங்க நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு நிலைமைக்கு வந்து மற்றவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடியது வந்து கண்ணி வீட்டில் சனி பகவான் இருந்தா அந்த பலன் துலாம் வீட்டில் சனி இருந்தா என்ன பலன் உச்சம் உச்சம் பெறுதுங்க துலாம் வீட்டில் சொன்னா ஆடம்பரமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மனநிறைவான வாழ்க்கை சனி பகவான் கொடுப்பாரு அதுவும் வந்து கஷ்டப்பட்டு தான் சாதிச்சு வரக்கூடிய அமைப்பு இயல்பாக இருக்கு அடுத்தது விருச்சுக வீட்டுல சனி பகவான் வந்தா என்ன பண்ணது விருச்சுக வீட்டுக்கு வந்து வரும்போது உங்களுக்கு மிலிடரி ஆபிசரவோ இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயோ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் சான்சஸ் இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது உங்களுக்கு தனுசு வீட்டில் சனி பகவான் வந்ததுன்னா என்ன பண்ணு அதை ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாதுன்னு சொல்லிக்க அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது நிம்மதிய தூக்கம் இருக்காது சாப்பாடு இருக்காது உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க டைம் பார்க்க மாட்டீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க உடல் ரீதியான பாதிப்புகள் சிலதெல்லாம் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் லக்னாதிபதி மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தா உங்களுக்கு அது ஃபேவரபிளா கொடுக்காது ட்ராவல்லே இருந்துட்டே இருப்பீங்க இப்ப மெரெயின்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு கடல்ல இருக்கீங்க அப்படின்னா ஷிப்பிங்ல இருந்துகிட்டே இருப்பீங்க மூமெண்ட்லயே இருப்பீங்க இடத்தில் இருக்கும்போது நிம்மதியான ஒரு தூக்கம் பலன்கள் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவென் எனர்ஜி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்